ரோட் போல வெள்ளேக் படிச்சு போனா குறைஞ்சா போயிருவா ஏதோ பழைய பார்த்து போங்க நன்மைக்கு தான் சொல்றேன் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்